கணி தேனது மதுரை கலிவாவை மேலானது இல்மின் அருள் பாலது அருந்தோம் ஏகாந்த மேலானது இல்மின் அருள் பாலது அருந்தோம் ஏகாந்த அருதியேங்கி பின்னும் கோலமாய் ஆதத்தை களிப்புற சமைத்து புரிபுற நபுசும் ரூகும் சீலமாய் ஊதிமும் சிறதை நிறத்து மா வைத்து முதலாம் நபி உதளத்தில் வந்து துலங்கும் ஊரான ஏகாந்தமே கணி தேனது மதுரை களிமாவன் மேலானது இல்லாமையில் இருந்தன வெளியாக எவையினும் கருவதாக எல்லாமாய் அல்லதுமாய் இதை விட்டகளதுமாய் இசைந்த காமிலுமாகி உல்லாசமாகி உயிராகி உணர்வாகி கோசைமணி தீபமோக சல்லாபமாக தனக்குள்ளே தான் பேசும் சம்பூர்ணமான சம்பூர்ணமான இல்மின் அருள் பாலது அருந்து ஏகாந்தம் மேலானது with me and I'm going to